அதை लीजिएगा வந்த எங்க ஆம்பளைங்க வந்து லிங்கல மச்சாதான் நம்ம பொம்பளைங்க புடிக்க முடியும் எங்க ஆம்பளைங்க வந்த லிங்கல மறிக்கலாம் நம்ம பொம்பளைங்க புடிக்கலாம் அதே மாதிரி எங்க பொண்டாளை சட முண்டனலாம் மச்சாதா எங்க பொண்ணுவ புளிதோ தெக்கங்க வந்து காணுதே எல்லாம் மேல நின்னு பாக்குறாங்க பைசா போட்டு திரிக்கலானா எங்க பொண்ணு வந்து அது எல்லாம் எல்லாம் லிங்க வந்து நீர் <laughs> முழுக்கோடி <laughs> <laughs> <laughs> இந்த இடத்த ஒரு தனி மதனாளிகிட்ட இது வந்து அவர் வேளாண்மை செஞ்சு கொண்டிருந்த இடம் அதில் செங்கல் காலவில் வேலை செய்கிறப்பதான் இந்த மதம் அண்ணா குடிய என்னுடைய ஆண்டுகளுக்கு அவர் பார்த்து கொடுத்த இடம் தான் இது பத்தஞ்சு ஆண்டுகளாக வாழ்ந்தவனுக்கு இங்கே பட்டாது இது அரசு ஏறி காவப்பறம்ப இதை ஆக்கிரமிச்சு அந்த இடத்துல அவனுக்கு பட்டாது இது வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் குடியேன் கலைஞர் ஆட்சியில் ஒதுக்குன இடம் இப்போ அவங்க அழகாக வந்து அங்கே முடிஞ்சிருக்கு அதையும் மீறி இவங்க இடத்த ஆக்கிரமிச்சு வந்து இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த தட்டியை வச்சு இதுவரை எங்கள் இடம் அது கேட்டால் மாநகராட்சியை நாங்கள் வாங்கிட்டோம் உங்கள் இடத்துல இப்போ அவங்க இவங்க பயன்படுத்துகிற கட்சி இந்த கழிவுறை எல்லாம் இடிச்சுட்டாங்க இவ்வளோ நாளாக வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு மண்டபத்தில் வச்சுருந்தவங்க இப்போ இங்கே வந்தவுடனே அவங்களுக்கு கழிவுறை வசதி இருக்காங்க இங்கே நூற்றம்பது பேருக்கு பெண்கள் மட்டும் இவங்க வெளியில் போண்டிருக்கும்போது தூரம் காட்டு அது இருட்டில் போகிறதுக்கு கஷ்டம் அங்கே போனால் அங்கே வேலை செய்கிற பசங்கள் வெளிமாநில பசங்க அலைபேசியில் கொஞ்சம் படம் எடுத்துகிட்டு வந்து வருத்தப்பட்டாங்க அப்போ நாங்கள் ஒவ்வொரு பொருளையாக பார்த்து பார்த்துட்டு வெள்ளத்தை நிவாரணம் செஞ்சிட்டு வரும்போது இவங்களை கேட்கறது இந்த அடிப்படை வசதி தான் இது கண்ணீரோட எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா ஒரு கண்ணீரை சரி கட்டுனா இது ஏறிப்போம் இது அரசியடம்தான் பிரம்பப்படையுன்னு இங்கே நம்ம கட்டுணும்னு அதை ஒரு அம்மா வந்து என்னுடைய சொந்த என்னன்னா ஆவணத்தை காட்டுணுமா தான் இது அது அவங்களுக்கு அவகாசம் கொடுங்கிறாங்க எத்தனை நாள் அவகாசம் கொடுப்பீங்க அவங்க காட்ட இருந்தால் காட்டுங்கன்னு நான் எடுத்துகிட்டு போயிடறேன் வேறு பக்கம் கூட கட்டிக்கணும் இல்லை ஏதாவது மாற்றம் வச்சுக்கணும் ஆவணம் கடைசியாக உணர்ந்து காட்டினா அவங்க இடம் பத்தடிக்கு அங்கிட்டே முடிஞ்சிருக்கு அது அரசு பரம்பல தான் நம்ம இப்போ கட்டுறோம் இப்போ நம்ம என்ன ஆக்கிரமிச்சு இந்த கல்லூரி மாளிகை கழிவறை அஞ்சு கழிவறை கட்டணும் மக்கள் கழித்துறை வசிக்கிட்டாங்க அது வேணுன்னா கொஞ்சம் நாள் பயன்படுத்திட்டு மாற்று கழிவுகளை கட்டி கொடுப்பாங்க கூட அரசு இதை எடுத்துக்கலாம் இப்போதை அவசிய தேவைக்கு தானே மக்கள் தண்ணீரோடு கேட்கிறாங்க அது தானே நம்ம செய்யணும் அதுக்கு ஒத்துழைக்கிறது இவ்வளோ ஆர்ப்பாட்டம் இது வந்து காலை வந்து அப்படியே இந்த வழியாக போய் சிம்மிய நகர் வழியாக அதுவும் ஆக்கிரமி எளிய மக்கள் நாங்கள் அப்படியே ஆக்கிரமிக்க முடியும் அதிகாரத்திலு எவ்வளோ நாளாக ஆக்கிரமிச்சிக்கலாம் இப்போ இந்த மாளிகைக்கு பாதைக்கு தான் இதை இவ்வளவு ஆட்டம் போடுவோம் இந்த மாளிகைக்கு இதுக்கு பாதை கொடுக்கணும் வலிமை இல்லை என்ன வேணாலும் பயன்படுத்தும் இடத்துல அவங்களுக்கு ஒரு கழிவு கூட தேவை பாத்ங்களுக்கு <coughs> <coughs> ஒருத்தர சொல்லு சொ பொது பொண்ணு கேட்டு எல்லாம் போலீஸ்காரம் எங்களுக்கு ஓதை செய்கிறாரு கோயம்பேடு அதிகாரிகளே அடிக்க வந்தாங்க சீமா அண்ணமார்கள் அவரு சொன்னாரு நீங்க நில்லங்க நான் பத்தி தரேன்னு சொன்ன அண்ணன் வந்து எந்த தீர்மானம் எடுத்து போல எங்களுக்காக தான் அவர் வந்தாரு அவருக்காக நாங்க போல எந்த அவர் வந்தார்